முதல் பட்டதாரிய படிச்சு வெளியே வர்ற எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சும் அவரால் நீடிச்சு செயல்பட முடியல ஒரு சேனல் தொடங்கி எட்டு மாசம் ஆயும் அன்பான வயிற்று வில்லேஜ் புதுக்கோட்டை மாவட்டம் சின்ன வீரமங்கலம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணியன் இவரு சிறு வயசுல இருந்து தான் ஒரு பற்றதாரி ஆகணும் ஆர்வம் கொண்டவர் ஏன்னா கிராமத்துல ஒரு சுற்று பதினஞ்சு கிராமத்தில் யாருமே படித்த பட்டாதரி ஆகலை அதனால் அவருக்கு சிறு வயதுலேருந்தே படித்த பட்டாதரி ஆகணும்னு ஆசைப்பட்டார் இந்த சூழ்நிலை தான் எம்காம் எம்பிள் எல்லாம் படிக்காரு இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டைமில் தான் கூட படிக்கிற பசங்கள்லிருந்து பக்கத்துல இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க ப்ராஜெக்ட் காசு கொடுத்து வாங்கிடலாம் வெளியில் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே தான் அவங்க காலேஜ் அவங்க இதே தான் அவங்க காலேஜ் வாத்தியாரும் ரெஃபர் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சுப்பிரமணியன் மட்டும் ப்ராஜெக்ட் ஏன் காசு கொடுத்து வெளியே அந்த ப்ராஜெக்டோட வேலியூ இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இதுல நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கலாம் மீது ஒன்பதாயிரம் ரூபாய் வீட்டுல கொண்டு கொடுத்தா அப்பா சந்தோஷப்படுவாங்க மீது ஒன்பதாயிரம் வீட்டுல கொண்டு கொடுக்காரு இவர் ஆசைப்பட்ட முறையே லேப்டாப் ஒன்று வாங்கிறாரு ஆனால் இந்த காலகட்டத்தில தான் அவங்க ஊர்ல டூ ஜி நெட்ஒர்க் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பயன்படுத்துகிறக்கு சுப்பிரமணியன் தன்னோட மொபைலை அந்த மரத்து மேலே ஏறி மொபைல் அங்கே வச்சு தன் வீட்டில் ஒரு ப்ளூடூத் வாங்கி செட் பண்ணி யூஸ் பண்ணி தான் தன்னோடய கம்ப்ளீட் பண்ணி காலேஜில் ஒன்று சப்மிட் பண்ணுறாரு ஆனால் அங்கேயும் சுப்பிரமணியனுக்கு இது எதுக்கு உனக்கு வேலை நீ ப்ராஜெக்டை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே போய்கிட்டவங்கள தன்னோட காலேஜ் படிப்பை முடிச்சு படித்து முடிக்கார் உங்கள் வீட்லேயும் ஆசைப்பட்ட மாதிரி தன்னோடய படிப்புக்கு ஏற்ற வேலையான லெக்சர் வேலை கிடைக்கி இவரும் ஆசைப்படுத்து சின்ன வயசுலேருந்து பட்டதாரியாகி ஒரு லெக்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லெக்சர் வேலை கிடைக்கி இவரும் நல்ல கனவுகளோடு காலையிலேயே எழுந்து கனவுகளோடு காலேஜில் போகிறாரு ஆனால் அங்கே நடந்ததே வேறு தன்னோட கூட வேலை செய்கிற நீ கிராமத்திலிருந்து வந்தவன் உனக்கு என்ன தெரியும் அந்தமாரி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கிராமத்துக்கு வாத்தியார் தானே என்ன பண்ணிட போறாரு அந்த மாதிரி வக்க தாக்கத்தாக்க ஒரு நாளடைவில் தனக்கு இந்த வேலையே வேணாம் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அழக ஆரம்பிச்சிருக்காரு பையன் எதுக்கு அழுகிறான் தாயத்தப்ப வந்து பார்க்க நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த வேலை எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படி சொல்லி தன்னுடைய படித்த பட்டவங்களை சர்டிஃபிகேட் அவ்வளோதையும் எரிஞ்சிருக்காரு அவர் ஆசைப்பட்ட வேலையிலையும் அவரால் நிலச்சி நிற்க முடியலை இந்த மாதிரி காலகட்டம் ஓடிட்டுருக்க நிலமையில தான் தான் வாங்கின லேப்டாப்லேயே கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக லேப்டாப்பையே அவன் ஓடிட்டு தனக்குன்னு ஒரு இணையதளத்தை தொடங்குறாரு இப்படி தொடங்கின சமயத்தில் தான் அவங்க அப்பா வந்து இவனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சா தான் திருந்துவான் சொல்லி இவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்காங்க ஆனால் சமயத்தில் திருமணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் நிலைமையிலே சுப்பிரமணியிலிருந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் உள்ள வருது சுப்பிரமணியக்கிட்ட வருது சுப்பிரமணிய பேசுறாங்க நீ எப்படி இணையதத்தை உருவாக்குன நாங்கள் இவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனம் வச்சுட்டு ஒன்னமாரி சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து அது சின்ன விரும்பங்கிற கிராமத்திலிருந்து வர நீ வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்கிட்டு போயிருவே நாங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சுட்டு நாங்கள் உனக்கு கீழே வேலை செய்யணுமா அந்த மாதிரி இவரை தாக்க ஆரம்பிக்காங்க ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்காங்க ஒன்று நீ இந்த நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துரு இல்லை இனிமேல் நீ இந்த ப்ராஜெக்டை அளவுக்கு ஒன்று விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்கார் என்ன சொன்னால் என்னோடய மதிப்புங்கிறது இந்த ப்ராஜெக்டில் இல்லை என்னோடய மதிப்பு என்னோட மூலையில்தான் இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மும்பை நிறுவனத்துகிட்டே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுறாரு அந்த மும்பை கார்பரேட் நிறுவனம் கேட்க இதுக்கு மேலே உன் வாழ் வாழ்க்கை நடத்துறதுக்கு நீ என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு கேட்கணும் சொல்ல தான் சுப்ரமணியன் சொல்கிறாரு நான் யூடியூப் சேனல் தொடங்க போகிறேன் அப்படின்ட்டு யூடியூப் யூடியூப் சேனல் தொடங்க போட்ன்னு சொன்னோன்னால் அந்த கார்பெட் நிறுவனத்திற்கு அவ்வளோவரும் சிரிக்கிறாங்க அந்த வெளியிலே தன்னோட சொந்த கிராமத்துக்கு வராரு எந்த யூடியூப் சேனலும் தொடங்குகிறாரு ஆனால் அதில் வீடியோ இன்னும் போடலை என்ன மாதிரி வீடியோ போடலாம் தன்னோடய மூளையை திருப்பியும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கார் அப்போ தான் அவரோட தாத்தா பெரிய தம்பி நகர்த்துக்கு வராரு இவர் வந்து கல்யாண வீடு காது குத்த அந்த போன்ற இந்த தா தாத்தா தான் சமையல்காரரை வேலை செய்வாங்க ஸோ சுப்பிரமணியன் தாத்தா வச்சு தனோட வீடியோவை ஆரம்பிக்காரு தன்னோடய சொந்த கிராமத்திலே போட்டும் எட்டு மாதம் ஆகும் அவங்களுக்கு நிலைமையில சுப்பிரமணிய எதுக்கு வீடியோக்கு விஸ் பொம்மண்டைக்கு ஏன் விவிஸ் பொம்மண்டைக்கு அப்படின்னு யோசிச்சிருந்த நிலைமை தான் சுப்பிரமணியனுக்கு ஒரு ஐடியா வருது தன்னோட கிராமத்தில் இப்படியே சமைப்போம் நம்ம ஒரு வயலுக்கு போகிறோம் ஒரு ஆற்றுக்கு போகிறோம் போகிற வழியில் மீனை பிடிப்போம் அப்படி சுட்டு தும்புவோம் அதுதானே நம்ம பண்ணுவோம் இந்த மூலதனத்தை தான் சுப்பிரமணியன் தன்னோட யூடியூப் சேனலில் அப்படியே அப்லோட் பண்ணாரு தன்னோட வீடியோல த த என்னென்ன நடக்கோ அதை அப்படியே பண்ணாரு எக்ஸாம்பிள் அவங்களோட வீடியோவில் சூப்பர் டாக்டானது ஈசல் வீடியோ தாத்தா நடந்து போயிட்டு இருந்துச்சுன்னா வரப்பில் ஒரு பக்கத்தில் ஈசல் இருக்கும் அந்த ஈசிலை எடுத்து அதை சமைச்சு வீடியோ தான் முதம்போத அவங்க சேனல் ரொம்ப டாப் ஹிட்டான வீடியோ ஆச்சு ஈசிலோட ஹிட்டானலேருந்து சுப்பிரமணியன் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தார் இனிமேல் நம்ம போட போகிற வீடியோ நம்ம கிராமத்து ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி தன்னோட சொந்த கிராமத்து ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக அந்த கிராமத்து ஸ்டைலே அப்லோட் பண்ணார் அதுவும் சம ஹிட் ஆகி அந்த அவரோட யூடியூப் சேனல் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு வந்து இவருக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சு இந்த நிலைமை நம்ம நாட்டோட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இந்த இவங்களோட யூடியூப் சேனலோட ஃபேன் ஆனாரு இந்த சமயத்தில் அவரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சமயத்தில் எலக்ஷன் வேலையில் நடந்துட்டு இருக்கும் ஸ்பெஷலாக இந்த யூடியூப் சேனல்காரங்களை சந்தித்து அவங்களோட வீடியோல இணைஞ்சு அவங்க கூட சேர்ந்து சமைச்சு அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டாரு ராகுல் காந்தி இந்த அளவுக்கு இந்த சேனல் வளர்ந்தது காரணம் சுப்பிரமணியனோட இந்த தன்னம்பிக்கையும் அவரோட மூலதன்னம்ப மட்டுமே தான் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தன்னோட வாழ்க்கையை எப்படிப்பட்ட பிரச்சனையும் என் மூலம்னாலும் வரலாம் ஆனால் த நீங்கள் நம்ப வேண்டியது தன்னோட மூளையும் தன் தன் மேலே உள்ள தன்னம்பிக்கை மட்டுமே தகுதி அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறனால கீப் சப்போர்ட் கைஸ் ஓகே தேங்க்யூ